ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி மாஸ் சமையல் குட்டி மாஸ் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி ஒரு டம்ளூர் பிரியாணி அரிசி ஊற வச்சுருக்கேன் காக்கிலாம் சிக்கன் எடுத்திருக்கேன் லவங்கம் சிறிதளவு பட்டை அஞ்சு கிராமு ரெண்டு அண்ணாச்சி பூ ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூ ஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரியாணி ரோஜா பூ வதன் ஒரு ஸ்பூன் தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு மஞ்சள் ஒரு ஸ்பூன் சில்லி சிக்கன் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் தயிர் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு கொத்தமல்லித்தலை தேவையான அளவு புதினா தலை தேவையான அளவு இப்போ சில்லி சிக்கன் பொடியும் உப்பையும் இதில் கலந்துக்கோங்க இப்போ லைட்டாக போட்டுக்கோங்க சிக்கன் பொடியை போட்டுக்கோங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க தேவையான அடுப்பாக ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க எ காஞ்சிச்சு நம்ம மறைச்ச பொடியா அதுல போட்டுக்கணும் நம்ம பட்ட கிராம எல்லா தனித்தனியா போடுறதுக்கு பதிலா எல்லாமே மொத்தமா அரைச்சு எண்ணெயில போட்டு வதக்குறோம் பச்சை மிளக சொல்கிறதுக்கு மறந்துவிட்டேன் மூணு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க அதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிங்க வெங்காயம் நல்ல பொன்னேரமாக வதங்கிருச்சு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூட தக்காளி வெங்காயம் ரெண்டும் நல்லா வதங்கணும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் அந்த வாசனம் போகுது அடியில் பிடிக்காமல் கொஞ்சம் பார்த்துருங்க நம்ம அதான் வதக்கிகிட்டே இருக்கணும் ஏன்னா பிடிச்சிரும் இப்போ நல்லா வதங்கி இருக்கு நம்ம ஊரை வச்சா சிக்கனை போட்டுடோம் இந்த சிக்கனை நல்லா வதக்கிக்கங்க கறிக்கு உப்பு போட்டு உப்பு போட்டுட்டு மஞ்சள் சேர்த்துக்கலாம் அடியில் பிடிக்காத மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த புளிப்பு சுவைக்கு உங்ககிட்ட எலுமிச்சை மலை இருந்தா எலுமிச்ச மலை சேர்த்துக்கலாம் தயிர் இருந்தால் தயிர் சேர்த்துக்கலாம் நான் இப்போ தயிர் சேர்த்துருக்கேன் கொனகிட்ட சிக்கன் கொஞ்சம் வேகட்டும். நம்ம அரிசியை போட்றலாம். இப்ப அரிசியை போட்டுட்டேன். அரிசி எடுத்திருக்கேன் நீங்க உப்ப செக் பண்ணிக்க கொத்தமல்லி தலையை தூவி விட்டுருங்க புதினா தலையும் கொஞ்சம் தூவி விட்டுருங்க கொஞ்சம் கொதிச்சவன விசில் வரட்டு ஆக ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி எப்படி வந்துருச்சு பார்ப்போம் பிரியாணி நல்லா வெந்திருக்கு இந்த பொலப்புலன்றக்கு நம்ம கொஞ்சம் புதினா தலையை தூட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்